பொருங்க ஒரு சின்ன கோரிக்கை புதுசா ஆரம்பிச்சிருக்க ஒரு தீபி கொடுங்க என்ன சார் பண்றது நாளைக்கு நாள் விலவாசி ஏறிக்கிட்டே போகுது என்னத்தோட்டு ஓட்டையா இருக்கிற கொசு ஒருத்தில ஓட்ட இல்ல சின்ன ஓட்டிக்க என்னத்த சின்ன ஓட்டையா இதுல பாத்தா உலகமே தெரியுதே நீ சொல்றத பார்த்தா நான் போட்ட மாதிரி இருக்கு எவனோ ஒருத்தன் போட்டு குடுத்திருக்கான் வாங்கிக்க இல்ல அதுவும் இல்ல இல்லங்க செல்லாதுங்க வேற நோட்ட இங்க இருந்து எடுத்துட்டு வர சொல்ற நான் இந்த நோட்டோட தான் வந்தேன் அப்ப கூகுள் பே பண்ணுங்க முடிய அந்த ஸ்க்ராட்ச சொரண்டுங்க சார் அதிர்ஷ்டம் அடிக்கும் அதாவது பிரைஸ் கிடைக்கும்ல எனக்கு மால் தேட்டர்ல மூணு டிக்கெட் கிடைச்சிருக்குப்போ இதெல்லாம் உண்மை ஆமா சார் நம்ம கடைகளில் எது வாங்கினாலும் பரிசு நிச்சயம் சார் காலையிலே நல்ல லாபம் இருபது ரூபாய்க்கு ஒருத்தி பட்டி ரெண்டு கோசு மூணு சினிமா டிக்கெட் இதனா தான் லக்ஷ்மி மாடு சங்கலம் இருக்கா சொன்னாடுவாரு படிச்சு நல்லா படிச்சா எழுது எப்படி நம்ம படத்துக்கு போயிட்டு வந்து கூட படிக்கலாம் நினைச்சிட்டே தான் இருந்தேன் நீங்க எச்சகையை விரட்ட மாட்டீங்க அப்புறம் போயிட்டு வரோம் போயிட்டு வரலாம் அப்படி மூச்சை கழுவிட்டு வா போ வெளியடுவாங்களா angelsே பிலும் பார்பல அல்லrowம் வேட்டேஜ் organizationalさん tekn supplier் deployed பார் பார் Judith ay ligeுடம் பாி nurture அன்றியேiew பார்லம் тебя என்ению பார் நன்றி ஏல் ஊப்பார் இ killersே económ chuckles aklவுது க graduயவும் த கisinய்து Qatarப்ணடுன்னு 독ல வாும் דyu graspயிடைieving இன்றின்றிரு aideதுங் depositsு avenues hilarை Germansுடெய்zing பலில் Careful calmly chef cumin்குபித deviர்டும் அல்லை dai dato 各位ன்ளgeonsjay ஓலர உங்க அம்மா பின்னாடி உட்காரும் அப்பா எனக்கு பால் குடிக்கிற வயசு இல்லப்பா காலேஜுக்கு போற வயசு முன்னாடி உட்காரு பாக்கலாம் பா இது என்ன பா ஸ்பீடு நம்ம படம் பார்க்க போறோமா இல்ல இந்த டைட்டில் கார்ட பார்க்க போறோமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போங்க பா எனக்கு போகணும்னு ஆசைதான் ஆனா வண்டி போகலையே ஆமாமா இதுக்கு பழகி போன ஸ்பீடு திடீர்னு ஏத்துனா அது எப்படி ஸ்பீடா போகும் பாருங்கடி நாய்க்குட்டி இப்படி உட்கார் வச்சிருக்கங்களே அப்பா பொண்ணுங்கள பாருங்க பா 얘ன்ன பார்த்து எப்படி சிரிக்கிறாளுங்களே உன்னை பார்த்து உலகமே சிரிக்குது பா வா அந்த பொண்ணுங்க சிரிச்சிட்டு போட விடு முதல்ல நீங்க ஸ்பீடா போங்க என்ன பண்றீங்க அக்கி கோனடுவன் ர படம் எந்த தியேட்டர்ல ஓடிட்டிருக்கு idiot மானஸ் எல்லாம் உனக்கா என்ன கேட்ட அடிகிற வாங்கி வீங்கடியா அந்த தியேட்டர்ல ஓடு தான் வா அப்பா குளிருதே ஆ இந்த சீட் நல்லா மெது மெதனே இருக்கு கிச்சகா கிச்சகா டேய் வேட்டி பைல வெளியில வந்தா உன் வாலை சுருட்டி வச்சிக்க சீட்ல உட்கார்ந்திட்டு என்னடா குரங்கு சட்டை ஒழுங்கா உட்கார்ந்து படம் பாரு இந்த ரெண்டு வலைகளும் விக்க வேண்டியதாச்சு எம்மா ஆடுமா யார் ராணி பாத்தா தெரியல ஹீரோ என்னடா கேப் அது குடுக்கல வந்துச்சு காப்பட்ட புள்ளியோட மூச்சு சிங்கத்தோட கர்ஜினோட பயங்கரமா இருக்கும் என்னைக்கு அப்படி சொல்லி சொல்லி தாண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் தெரியுமா பண்ணி தாண்டா கூட்டமா வரும் நான் ஒத்தையா தாண்டா வருவேன் இனிமே மக்கள் மத்தியில் இருப்பேன் மக்கள் பகுதியில் இருப்பேன் மக்களுக்காகவே தான் இருப்பேன் சூப்பரே பஸ்ட் ஹாஃப இந்த இருக்கு அப்ப செகண்ட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்கும் படம் பார்க்க இல்ல ஏசியில படுத்து தூங்க வந்த மாதிரி இருக்கு அப்பா அப்பா என்னடா இன்டர்வியல் விட்டாங்கப்பா இன்டர்வியல் விட்டாச்சா பாத்ரூம் ஒருத்தந்துடு கொஞ்சம் வீட்டுல ஒரு பாப்கார் பாக்கெட் பாத்ரூம் என்னடா பக்கெட்லதான் தருவாங்க அதை வச்சு என்ன பண்றது அதான் இருக்கலப்பா ஒரு பக்கெட் கூட அப்படியே பாட்டில் என்னது இதே பாப்கார் பாக்கெட் ரூபாய் மூணு ரூபாய் என்ன தம்பி ஏமாத பாக்கிறார் என்ன சார் பிரச்சனை ரூபாய் நியாயம் சோளம் எவ்வளவு இருக்கும் நடுவுல போய் பாக்குறேன் அதெல்லாம் இருந்து தீர்ப்பு சொல்லிட்டு நான் சரி முன் இனி உங்களுக்கு நீ நல்லா இருப்ப ரெண்டு பக்கெட்டா குடுத்துருப்பா என்னடா என்ன படம் ஒன்றரை மறந்துட்டீங்க